உலக மாந்த குலத்தின் வரலாறை இந்திய வரலாறோடு தமிழரின் வரலாற்றோடு தான் ஆராய்ச்சி தமிழரின் வரலாற்றை கொங்கத்தில் இருந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆராய்ச்சி முதன் மாந்த மரபில் இருந்து ஆராய்ச்சி நாம் வந்து ஒரு நீண்ட நெறிய அர்த்தம் அர்த்தம் பொருள் பொருண்மை கொண்டது தமிழ் மொழி தமிழ் மொழியே பொரு முதல் வாதம் என்று சொல்வார்களே வைத்துக் கொண்டு வரலாற்றையும் கட்டமைக்க வேண்டிய சூழலில் தான் இருக்கிறோம் உண்மையான அறிவியல் இருக்கிறது அறிவு இருக்கிறது தெளிவு இருக்கிறது மாந்த தன்மை இருக்கிறது அறிவு வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த நாட்டிற்கு தமிழியா என்றுதான் நெடுந்தொலை செல்ல வேண்டியிருக்கிறது இயற்கையோடு கொங்கம் வளையளிச் சன்னலின் பின்தொடர்பாளர் அனைவருக்கும் வணக்கம் உலக முதன்மாந்த தமிழர் உலக முதல் மொழி இப்படி நாம் பின்னோக்கி நெடுந்தொலைவு செல்ல வேண்டியிருக்கிறது நமது மரபணுக்குள்ளே பயணிக்க வேண்டியிருக்கிறது நம்முடைய தமிழர் குடிகள் குளங்கள் குளமரபுகள் சடங்குகள் தமிழருடைய மெய்யியல் தமிழருடைய இயற்கை வழிபடுமுறை பல பேர் இன்றைக்கு நடுகள் வழிபாடு நம்முடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல தொல்காப்பியத்தில் சான்று என்றெல்லாம் சொல்லுவார்கள் தொல்காப்பியத்திலே இருக்கிறது என்ன இருக்கிறது என்றால் ஒரு கல்லை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று அது வாழ்த்துதல் என்றுதான் இருக்கிறதே தவிர வணங்குதல் என்றெல்லாம் இல்லை தமிழருடைய முறை வழிபடு முறை என்பது இயற்கையோடு ஐம்பூதங்களை வழிபடுவதுதான் வணங்குவதுதான் தமிழருடைய மரபை தவிர என்பதும் நடுகள் என்பது நமது நடுக்கல்லை வணங்குவது நடுக்கல் என்பது நமது ஆனால் அதை வழிபாடாக ஒரு உருவ வழிபாடாக மாற்றியது என்பது நமது நமதாக இருக்க முடியாது என்பது எம்முடைய தமிழும் இயற்கையும் தருகின்ற சிந்தனை அந்த வகையில் எல்லாம் ஏன் சொல்கிறோன்னா நாம் நிறைய வரலாற்றை தேடி தேடி தெளிய வேண்டி தவறாக நிறைய வரலாறுகள் நமக்கு கற்பிக்கப்படுகின்றன சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன பரப்பப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும் இந்த இந்திய நாட்டுக்கு ஒன்றியம் இந்திய தேசம் என்ற உண்மையிலேயே சரியான உலகத்திலே உண்மையான மாந்த தன்மை இருக்கிறது அறிவு வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த நாட்டிற்கு தமிழியா என்றுதான் பெயர் வைத்திருக்க வேண்டும் அல்லது தமிழியம் என்று இந்தியா இந்தியம் என்ன கொடுமை இது அவன் தேர்ந்து தெளியவில்லை என்பதான் உண்மை இன்றைக்கு இருக்கிற வரலாற்று சான்றுகள் எல்லாம் ஒரு சிறிய எச்சங்கள் நம்முடைய திருக்குறள் சொல்லுமே தக்கார் தகவலர் என்பது அவர் எச்சத்தார் காணப்படும் என்று அப்படியே எச்சங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் மொத்த வரலாற்றையும் கட்டமைக்க வேண்டிய சூழல் தான் இருக்கிறோம் கற்பனையாக நோக்கிலே பொருண் தமிழ் மொழி அர்த்தம் மட்டும் கொண்டதல்ல அர்த்தம் பொருள் பொருண்மை கொண்டது தமிழ் மொழி தமிழ் மொழியே பொருள் முதல் வாதம் என்று சொல்லுவார்களே அந்த வாதிகள் அப்படி அந்த முறையிலே கட்டமைக்கப்பட்டது இந்த மொழி எனவே உலக மாந்தகுலத்தின் வரலாறை இந்திய வரலாறோடு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இந்திய வரலாற்றை தமிழரின் வரலாற்றோடு தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் தமிழரின் வரலாற்றை கொங்கத்திலிருந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் கொங்கத்தின் வரலாற்றை குமரியிலிருந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் குமரியின் வரலாற்றை முதன் மாந்த மரபிலிருந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இப்படி நாம் வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாற்று தேடலை ஆய்வை ஆராய்ச்சியை செய்ய வேண்டிய கடமைப்பட்டவர்களாக நாம் தான் இருக்கிறோம் பெண்ணி குவிக்குமே வந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் நம்முடைய கட்டமைப்புகளை இனி நாம் தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் உலகத்தை வேறு மாதிரியாக இன்றைக்கு உலக அறிவுச்சீவிகள் அறிவாளிகள் என்று சொல்கிறவர்கள் உலகத்தை வேறு மாதிரியாக கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஒரு உண்மையான குடியரசை உண்மையான மாந்த தன்மையோடு கூடிய ஒரு அரசை ஒரு விடுதலை சிந்தனையை சுதந்திர சிந்தனையை பரப்புகிற ஒரே இனம் ஒரே மொழி அது தமிழனமாகத்தான் இருக்க முடியும் தமிழ் மொழியாகத்தான் இருக்க முடியும் அந்த மொழிக்குள்ளேதான் அந்த தன்மையும் கூட இருக்கிறது எனவே தமிழனந்தான் இந்த உலகத்தை மாந்தகுலத்தை அனைத்து உயிரினங்களை ஐம்பூத இயற்கையை பாதுகாக்க வேண்டிய சூழலுக்கு இயற்கை எண்ணெய் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்க நம்மெல்லாம் ஒன்று திட்டமிட்டெல்லாம் அது செய்ய முடியாது இயற்கை அதை நோக்கி இயற்கை ஐம்பூதமும் நம்மை வழி நடத்துகிறது என்பதான் உண்மை அந்த வகையிலே நமது பகுதியில் தமிழ்நாட்டின் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய கொங்கு நாடு என்று சொல்லப்படுகிற கொங்கு மண்டலம் என்று சொல்லப்படுகிற அல்லது மேற்கு தமிழ்நாடு என்று சொல்லப்படுகிற இந்த பகுதி இந்த பகுதி சோனையார் மேற்கு வங்க பகுதியில் இருக்க சோனையாறு வரை பறந்து விரிந்து கிடந்தது என்பது வரலாறு சில வரலாற்று எச்சங்களை அங்கங்கே அள்ளி தளிப்பார்கள் சிலர் நமது நடைமுறையில பார்க்கலாம் அத குறிப்பாக ஜெய்பீம் என்கிற திரைப்படத்தில் பலரும் பலவாறு பேசினார்கள் அது இருளை இருளரை பற்றியது அந்த இருளர் கொங்கத்தினுடைய பூர்வீக குடிகள் அதுல சில செய்த அந்த படத்தை நான் படமாக பார்க்க பார்ப்பதை தவிர்த்து வருகிறேன் திரைப்படங்களை எவ்வளவு புரட்சிகார படம் என்றாலும் அதை பார்ப்பதை தவிர்த்துதான் வருகிறேன் திரைப்படங்களால் நமக்கு ஒன்றும் கிழித்து விட முடியாது என்பதால் அதை நான் விரும்புவதில்லை ஆனால் அந்த படத்தை வேறு வழியே இல்லாமல் பொங்கல் அந்த இரண்டு மூன்று நாளில் ஏதோ ஒரு நாளில இந்த தொலைக்காட்சியில ஒளிபரப்பியதால் அதை பார்க்க வேண்டிய சூழல் குடும்பத்தில் அனைவரும் பார்த்ததால் நானும் பார்த்து கொண்டு வரும் அதிலே இரண்டு காட்சி அமைப்புகளும் அந்த வசனங்களும் என்னை ஈர்த்தன நாம் சரியாகத்தான் வரலாற்றை ஆய்வு செய்கிறோம் என்பது நிரூபித்தன என்ன என்றால் ஒரு மூன்று காட்சிகளை சொல்கிற பாருங்க வீட்டுக்குள்ள செங்கணிகிட்ட நாடோடி கழுதுங்க உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திமுறா என்று கேட்கிறான் அப்போ இந்த மண்ணின் பூர்வ குடிகள் குறிப்பாக கொங்கத்தின் பூர்வ குடிகள் குறிப்பாக குமரி பகுதியில் இருந்து இங்கே வந்தவர்கள் அதெல்லாம் சான்று இருக்காங்க தமிழ் சான்று இருக்கு நிறைய சான்றுகள் முன்னோர்கள் எழுதி வைத்துட்டு போனும் கற்பனையா பேசல அவர்களே ஒரு காட்சி ஒன்று இன்னொன்று அந்த நீதிமன்றத்துல அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசும்போது சொல்லுவாரு ஐயா இவங்க வந்து இப்படிதான் அங்கயா நகையை திருடுவாங்க திருடிட்டு அது நீதிமன்ற வழக்கறிஞரோ அல்லது அந்த வரதராஜிலு வர்ற அந்த அந்த கேரக்டர்ன்னு சொல்லப்படுற அந்த நபரோ சொல்லுவோம் அப்படில என்ன சொல்லுவோம் அப்படிலாம் இவங்க இப்படிதான் ஏன் பண்ணுவாங்க அப்படியே ஆந்திரா கர்நாடகம் பக்கம் போய் மைல்டு ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த ஆங்கில சூழனுடைய உண்மை பொருள் எனக்கு புரியல அதாவது அங்கேயே போய் இங்கே அவர்கள் தங்கிவிடுவார்கள் என்று சொல்வதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போது எப்படி இவர்களால் அது முடிகிறது எப்படி முடிகிறது என்றால் இவர்கள் அந்த மண்ணுக்கும் பூர்வீக குடிகள் கர்நாடகம் ஆந்திரம் கேரளம் உள்பட சோனையார் வரை இந்த கொங்க பகுதி பகுதி பறந்து விரிந்து கிடந்தது அது மட்டுமல்ல இந்த கொங்க பகுதி எந்த மூவேந்தருக்கு கீழும் கட்டுப்படுத்து கட்டுப்பட்டு இருந்தது கிடையாது இது உருவான காலம் தொட்டே குடியரசாகத்தான் இருந்திருக்கிறது இந்த குடியரசில் இருந்த தலைமகன்கள் குடி குடியரசு தலைமகன்கள் தெற்கே ஒரு சில வேந்தருக்கு பெண் கொடுத்திருக்கலாம் எடுத்திருக்கலாம் அதற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை இருக்கலாம் ஒரு ஆனால் இது குடியரசு இங்கே வந்து பல பத்தாயிரம் ஆண்டுகள் இந்த பண்ணிலே மாந்தர் வாழ்ந்திருக்கின்றனர் அது இருளரோடு தொடர்புடைய ஒரு வரலாறு அந்த வகையில் அதே அந்த படத்திலே ஜெய்பி படத்திலே கடைசியாக சந்துரு சந்துரு அவரும் நானும் ஓரிரு கூட்டங்களில் தமிழக அளவில் கலந்திருக்கிறோம் அவர் எழுதிய ஒரு புத்தகத்திலே கூட என்னுடைய பெயரை குறித்திருக்கிறார் ஒரு தீர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது அவராக நடித்திருக்கிற சூர்யா கடைசியில அந்த நீதிமன்ற காட்சியில ஒரு ஒரு காட்சியில சொல்லுவார்கள் என்னன்னா வரலாறு தெரியாதாலதான் நம்ம இவ்வளவு பண்றோம் இவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே மிகப்பெரிய வில்லாடிகளாக இருந்தவர்கள் வில் வீரர்களாக இருந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லுவார் அதான் உண்மை அதுதான் உண்மை பாரியினுடைய வீரர்கள் இவர்கள் பாரி இதுவரைக்கும் ஓரிய வந்து அவருடைய வேட்டுவர் குடி ஓரி ஆனா அவரை வந்து இன்னைக்கு வேற ஒரு குடியினர் வந்து உரிமை கொண்டாடி நூல் எழுதி அதை எதிர்த்து என்னுடைய தம்பி வேட்டுவர் படை என்கிற அமைப்பை வைத்திருக்கிற தம்பி மூர்த்தி என்பவர் சரியான வரலாற்றை தேடி எழுதி இப்படி எல்லாம் போய்கொண்டிருக்கிறது இதுவரை பாரியை யாரும் உரிமை கொண்டாட வரவில்லை ஆனால் பாரி பொங்க வள்ளுவோடும் வேட்டுவக்குடியோடும் இருளக்குடியோடும் தொடர்புடையவன் என்பதை அவனும் மறுக்க முடியாது பாரி இருந்ததாக பாரியினுடைய பகுதி கொங்க பகுதி கடையழு வள்ளல்களும் கொங்கத்தைச் சேர்ந்தவர் தான் அந்த வகையில கொங்கத்தை பற்றிய ஒரு பாடம் கொங்கமே கொங்கமே கொஞ்சுதமிழ் கொங்கமே தங்க தமிழர் நிலமே எங்கள் கொங்கமே கொங்கமே கொங்கமே கொஞ்சுதமிழ் கொங்கமே தங்க தமிழர் நிலமே எங்கள் உயிர் கொங்குமே இன்றைய கொங்கு மண்டலம் அன்று அத கொங்குமே கொங்கு மண்டலம் அன்று அத கொங்கமே சங்க தமிழரின் தாய்மடியே கொங்குமே சங்க தமிழரின் தாய்மடியே கொங்குமே கொங்குமே கொங்குமே கொஞ்சு தமிழ் கொங்கமே தங்கத் தமிழர் நிலமே எங்கள் உயிர் கொங்குமே ஊற்று காடுகள் செரிந்திருந்த கொங்கமே உதக மண்டலமேனும் மேனும் ஊற்றுக்கண் மண்டில மே நூற்றுக்கணக்கான நாடுகள் மைந்த கொங்கமே பன்னூற்று கணக்கான நாடுகள் கொங்கமே போற்றி உன்னை பாடிடுவேம் பொங்குதமிழ் கொங்குமே போற்றி உனை பாடிடுவேம் பொங்குதமுழ் கொங்குமே கொங்குமே கொங்குமே கொஞ்சுதமுழ்கொங்கமே தங்க தமிழர் நிலமே எங்கள் உயிர் கொங்குமே குறிஞ்சி மலர் பூக்கும் நீளமலை கொங்கு மே பாட்டு தந்த கபிலரின் கொங்குமே குறிஞ்சி மலர் பூக்கும் நீளமலை கொங்குமே குறிஞ்சி பாட்டு தந்த கபிலரின் கொங்குமே கபிலர் மலையும் பாரியூறும் எங்கள் கொங்குமே கபிலர் மலையும் பாரியூறும் எங்கள் கொங்கமே பல்லுயிர்கள் பேரு கீய ஆனைமலை கொங்குமே பல்லுயிர்கள் பேரு கீடும் ஆனைமலை கொங்குமே கொங்குமே கொங்குமே கொஞ்சுதமிழ் கொங்கமே தங்க தமிழர் நிலமே எங்கள் உயிர் கொங்குமே நோய்களை பிணிகளை மூலிகைகளால் கொல்லும் கொல்லி மலையும் ஏற்காடும் எங்கை கொங்குமே நோய்களை பிணிகளை மூலிகைகளால் கொல்லும் கொல்லி மாலையும் ஏற்காடும் எங்கை கொங்குமே பழனியனும் பழைய பொதினியும் கொங்குமே பழனியனும் பழைய கோபினியும் கொங்கமே மருதமரம் செறிந்திருந்த மருதமலை கொங்குமே மருதமரம் செறிந்திருந்த மருதமலை கொங்குமே கொங்குமே கொங்குமே கொஞ்சுதமிழ் கொங்கமே தங்கத் தமிழர் நிலமே எங்கள் உலகெங்கும் பூகழ் கொண்ட கடை எழு வள்ளல்களும் உலக மூதற் கூடிய ரசமைப்பும் கொங்குமே உலகெங்கும் பூகழ் கொண்ட கடை வள்ளல்களும் உலகின் மூதற் கூடிய ரசமைப்பும் கொங்குமே சோணையாற்றங்கரை வரை பரந்திருந்த சோனை ஆற்றங்கரை வரை பறந்திருந்த கொங்கமே கலிங்கம் மகதம் வரை பறந்திருந்த கொங்கமே கங்கமேன பேர் மறுவி போனதெங்கல் கொங்குமே கங்கமேன பேர் மறுவி போனதெங்கல் கொங்குமே கொங்குமே கொங்குமே கொஞ்சம் கொங்கமே தங்க தமிழர் நிலமே எங்கள் உயிர் கொங்குமே இன்றைய கொங்கு மண்டலம் அன்று அக கொங்கமே தமிழரின் தாய்மடியை கொங்குமே எங்கள் உயிர் கொங்குமே கொங்குமே எங்கள் உயிர்